पालय नळग रोजा मल रे पालय नळग रोजा मल रे पारिल वीसून अन बिन तुडारे बणबाल मोहम्मद मुस्तफा नीरे मरहबा मरहबा मरहबा मरहबा புனிதராக மாநிலத்தில் வந்து மாட்டுடைய பேதங்களை மாற்றியெங்கும் தூண்டு ஞானியர்தம் ஞானியாக ஞானி எழுதம் ஞானியாக மன்னையா முகம்மதுனே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 ரோஜா மந்த பண் முத்தபானிரே முஃபா மரபா மர